வெற்றிப்படிகள் வகுப்பு ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் விழுப்புரம் அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த அபர்ணாடைய அன்பு வணக்கம் நான் இப்போது சுற்றுப்புற சுகாதாரம் பற்றி பேச வந்துள்ளேன் சுத்தம் சோர் போடும் என்பார்கள் சோறு மட்டுமாப்போடும் சுத்தால் நோய் வராமல் தடுக்கலாம் முகம் கழுவுகிறது கொசுங்கள் கோட்டை எல்லாம் சாக்கடைகள் சாக்கடைகள் எல்லாம் உலகம் வேண்டும் அவரவர் வீட்டிலே மரம் வளர்க்க வேண்டும் அவரவர் வீட்டுக்கு கழுவி நீரில் வளர வேண்டும் அனைத்து வீட்டிலையும் கழிவறை இருக்க வேண்டும் கழிவறை இல்லாம கருப்பு வேண்டும் இந்த டெரக்ஷன் பத்தி நான் எவ்வளவுதான் பேசுவது சுத்தம் சோர் போடும் சுகாதாரம் குழம்பு ஊத்தும் பொருளாதாரம் பொரியல் போடும் என்று மாணவர்கள் காமெடி செய்தார்கள் அது காமெடி அல்ல நிஜம் சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தமுள்ள வீடு தான் சுத்தம் என்பதை நாடும் குப்பை மேடுதான் இந்த என்பர் ஒவ்வொரு வீடும் சுத்தமாக சுத்தமாக இருந்தால் தூங்கி இந்தியா திட்டம் வெற்றி பெறும் இப்பொழுது சுற்றுப்புற சுகாதாரம் பற்றி சொல்லட்டுமா நம்மை சுற்றி குப்பை இல்லாமலும் இருக்க வேண்டும் நமக்கு ரெண்டு மீட்டர் தொலைவில் மனிதர்கள் இல்லாமலும் இருக்க வேண்டும் ஐநா சபை ஏப்ரல் ஏழாம் தேதி அறிவித்ததே உலக சுகாதாரம் தினம் நாளைக்கு கொண்டாடப்படாத தினம் அல்ல நாளும் கொண்டாட வேண்டிய தினம் அன்று வணக்கம்